என் இனிய உலகத் தமிழ் மக்களே வாராகி ஸ்ரீ ஹரி ஓம் ஆஸ்ட்ரோ ரிசர்ச் அகாடமி வாராகி ஸ்ரீ வயலுமுருகன் அன்னகிரியார் வாரியார் ஜோதிட நிலையம் மற்றும் ஏஆர்ஆர்எஸ் ஜோ இஜடீவி இந்த யூடியூப் சேனலில் இணைந்து நடத்தும் ஏஆர்ஆர்எஸ் ஜோ இஜட்டிவி நேயர்களே வாசகளை இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோ லசியவர்கீழ் சோப்பு கல்லூரில் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஞானமே வடிவாகிய வயலூர் வல்லல் பெருமானுடைய தனி பெருங்கருணையினாலே இந்த இனி இந்த வீடியோவின் தலைப்புக்குச் செல்வோம் மிகவும் நன்றி வேண்டுகோளை இந்த வீடியோவில் வைக்கிறேன் வாராகி ஸ்ரீ ஹரிஓம் ஆஸ்ட்ரோ ரிசர்ச் அகாடமி வளர்ச்சிக்காகவும் வாராகி ஸ்ரீ வைலுமுருகன் அருணகிரியார் வளர்ச்சிக்காகவும் மற்றும் ஜோதிடக்கலை ஜோதிடர் வாழ்க்கை வளர்ச்சிக்காகவும் வளர்ச்சிக்காகவும் உதவ விரும்புவார்கள் உங்களால் முடிந்த சிறு நிதி அமௌண்ட்டை மேற்கண்ட வங்கி பேங்க் அக்கௌண்டில் ஜிபே மொபைல் நம்பரில் அனுப்பி வைக்குமாறு என் தாழ்மையான பணிவான அன்பான வேண்டுகோளாகவும் தயவுசெய்து உதவுமாறு என் தாழ்மையான வேண்டுகோளாகும் மிகவும் நன்றி